ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ங்க சப்பேஷ் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு சூப்பரான அப்டேட் பார்ப்போம் அண்ட் இந்த அப்டேட்டே ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இந்த வீடியோ ஸ்கிலிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சா இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண வாங்க இன்னுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்குள்ள வீடியோ இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதாவது த லைங்கிங் டூ அதாவது இந்த லைங்கிங் டூ மூவியை ஆல்மோஸ்ட் அஃபீஷியலாக நம்மளோட டிசனி சொல்லிட்டாங்க பட் இல்லை தரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் டேரக்டர் ரொம்பவே இந்த மாதிரி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நியூ ஆனவர் அப்படின்னு சொல்லணுமானால இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்போது அண்ட் இதை ஒரு பிகோலா இல்லை சீக்கோலான் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம் அண்ட் உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து நம்மளோட லைன்ட்லி மூவிஸ் அமை இட்டாச்சு அண்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்ல வந்து ஒரு அனிமேட்டர் சீரீஸை அப்படியே காப்பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பட் அதை நல்லாவே ஒரு லைவ் வாக்ஸ் போர்டேட் பண்ணிப்பாங்க அண்ட் வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும் அண்ட் அதே சமயத்தில் எடிட்டிங்காக இருக்கட்டும் நிறையவே ஆடு போட்டிருக்காங்க நம்மளோட டிஸ்னி அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மை அவங்க போட்ட அந்த ஆடவை கேட்க நல்ல பலனும் கிடச்சது அதாவது அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவட்டார் அதாவது அவட்டாருக்கும் என்கம்க்கும் ட்விட்டரிலிட்ட நெருங்கிடுச்சு அப்போ எவ்வளோ செமையாக இருந்த படம் வந்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க பட் அதில் ஒரு சின்ன டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டட் சீரீஸை அப்படியே காபி அடித்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் தான் அதை மூவி நல்ல ஹிட் அடிஞ்சிது அண்ட் இப்படி சமயத்தில் ஃபஸ்ட்டு மூவியை நல்ல ஹிட்டு கூட்டினால நீச்சமாக நம்மளும் லிட்டி செகண்ட் மூவிக்கு பார்ப்பாங்க அண்ட் அந்த மூவி தான் மேபி த லைட்லி டூவாக இருக்கும் அந்த ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மூவி நீச்சமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரீ கோலாக தான் இருக்கும் ப்ரீ கோலாக நீச்சமாக முன்னாடி நடந்து தான் அது என்னென்ன நிறைய பேருக்கு இப்போது டவுட் இருக்கும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் க்ளியர் பண்ணிடலாமா வாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சமே நம்மளோட சிம்பா தான் அந்த லைன் கிளினா துரத்த நைட்டில் அந்த லைன் கிளின் மூவியோட கீழே திறந்தாலும் அவரோட முஃபாஸாக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன் பண்ணால் அவரோட ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நல்ல ஃபார்டாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஏன் அவரோட அந்த கம்பீரமே நிறைய வெடிப்பட்டுக்கும் இருக்கும் அவரோட கேரக்டர் ஓகேவா அண்ட் இப்படி சமயத்தில் மேபி அந்த லைன்கிங் டூவில் அவரோட பிடிக்கொல் அதாவது அவரோட ஒர்ஜின் ஸ்டோரியும் அவருக்கும் ஸ்கார்போன் ஆனார் சண்டை அவர் எப்படி கிங்கானார் அதெல்லாம் சொன்னால் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க அண்ட் இதை நான் எப்படி சொல்கிறேனும் உங்கள்கிட்டலை போகிறேன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் வந்து அது இந்த தான் டூ தௌசண்ட் அந்த லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்துருந்தாங்க அவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி நைன்டீன் இன்னொரு அனிமேட் சீசன் த லைன் கிங் வந்துச்சு அதை எப்படி ஸ்டோரியில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம சிம்பாக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரியும் நம்மளோட ஸ்காருக்கு ஒரு பையன் இருக்கும்போதும் அவங்க ரெண்டு வக்கும் லவ் ஸ்டோரி போகிற மாதிரி ஒரு கடை இருந்துச்சு அண்ட் அந்த கடை ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது அண்ட் இப்படி இருக்கிற சமயத்தில் இதை போட்டால் நிச்சயமாக இன்னொரு காப்பிடுச்சுக்கா எனக்கு தெரியும் வருங்க முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி வர போறாரு அவர் டிஸ்கஸ் பண்ணலாமே உங்கள் எல்லாருமே தெரிஞ்சமாரி நம்மளோட ஜான் ஃபேப்ரி ஆடது டூ தௌசண்ட் நைன்டீன் ஆடுது லைன் கிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பட் எடுத்தவரேன்னு சொல்லி அவளுக்கு அவர் ஒன்றுமே ஏன்னா அந்த மூவியை நம்மளோட டிஸ்னி அனிமேட்டட் சீசன்ட்டு அப்படியே காப்பி அடிச்சு தான் போட்டிருக்காங்க அதனால அதில் எந்த பெரிய ஓட்டுமே இல்லை ஆனால் டேரக்டர் விடமாக அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா சொல்லணும் இப்படி இருக்கிற சமயத்தில் லைன் கிங் டூ மூவிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்மளோட பேடி ஜென்கின்ஸை அதாவது டேரக்டராக போட்டிருக்காங்க அண்ட் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சமாரி நம்மளோட பேரி ஜென்கின்ஸ் என்னமே மூவி எடுத்த வர் கிடையாது அவர் நல்லதாக தான் பட் இந்த மாதிரி படத்தை அவர் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் ஒரு ஆறு ஃபிக்ஷனான ஜான் எடுப்பார் ஓகேவா நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் நம்மளோட பேரி ஜெங்கின்ஸ் ப எடுக்கிற படம் எல்லாமே ஒரு ஹூமர் இருக்காது அதாவது ஒரு அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் நம்மளோட பேரி ஜெங்கின்ஸ் எடுப்பார் ஆனால் இந்த மாதிரி படம் கிடையாது நம்மளோட லைன்லிங் டூ லைங்க்லிங்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கான ஒரு மூவி அதனால் அவருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதனால் நிச்சயமாக டிஸ்னி இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அண்ட் இந்த இடத்துல தான் ஜான் ஃபெட்ரிஸ் சாமியா பின்னு வரையாரு ஹியூமரை அப்படியே எடுத்துகிட்டு சாமியாப்பிடா நம்மளும் அப்படி சமையல் நம்ம தீஸ்னி அவளை நீக்கிறது கொஞ்சம் தப்பாக தான் இருக்கு பட் என்னதான் பேரி ஜெங்கின்ஸாக மொக்க தேட்டன்னு சொல்லவே முடியாது நல்ல தாட்டதான் அவருக்கு ஃபார்ட்டி ஏஜ் தான் ஆகுது பட் நல்லா தாட்டை தான் அப்படின்னா சொல்லணும் அண்ட் அவர் கடைசி எடுத்த லேட்டஸ்டான படம் என்னன்னு மூன் லைட் நல்லாவே நின்றுச்சு அண்ட் சூப்பராக தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜான படம் நல்லாவே இருந்துச்சு பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம டிசைன் நம்ம நம்பலாங்க அவங்க எதுனாலும் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அளவுக்கும் மிச்ச வரவே முடியாது எதுனாலும் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும் பட் எடுத்தோன்னே எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அதாவது சொல்லுனால் நம்மளை ஜங்கிள் புக் எடுத்தவங்களும் அவங்க தான் அந்த படத்தெல்லாம் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு அனிமேட்டட் சீரீஸை எப்படி லைவ் ஆக்ஷனாக மாற்றணும்னு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் அதாவது சாமையை எடிட்டிங்காக இருக்கட்டும் வாய்ஸும் ஆகட்டும் எல்லாமே தர மாசாக பண்ணுவது தான் நம்மளோட டிஷ்னி அண்ட் மூவியும் அவங்களும் பண்ணியிருக்காங்க நார்மல் மூவி அவங்க சாமியா பண்ணி முடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டன் மட்டும் தொற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொன்று